அனைவருக்கும் வணக்கம் கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா போன வீடியோ சொன்ன மாதிரி நம்ம எப்படி வாட்ஸ்அப் குரூப் ஆன்லைனில் நம்ம ஃபோ கம்ப்யூட்டரில் எடுக்கிறது அப்புறம் பிசிலியை எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறேன் கைஸ் வாங்காய்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு கூடன்னு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் கைச் வாங்காய் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் போன வீடியோ பார்க்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேங்க ராய் போய் பார்த்துக்கோங்க வாங்காய் பண்ணுவோம் வீடியோக்கூட போயிடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபை பாக்ஸ் எடுக்க ஓப்பன் பண்ணிக்கோங்காய் அதில் சர்ச் போர்டில் போய் வாட்ஸ்அப் வெப்னு டைப் பண்ணிக்கோங்க ராய்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் ஓப்பன் ஆங்காய் ஸோ அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு க்யூஆர் கோடு வரேங்க ஐஸ் நம்ம மொபைல் ஸ்கேன் பண்ணோம் அது எப்படின்னு நம்ம இப்போ மொபைலில் பார்க்கலாம் கைஸ் கிளி நீங்க பார்த்தாலே தெரியும் கைஸ் இது ஓபன் ஆயிடுச்சு கைஸ் பார்த்தாலே தெரியும் ஓகே இதெல்லாம் நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னா மேலேயே இருக்கும் அந்த கிளிப்பு நீங்க ஓப்பன் ஆகும் ஓகே காய்ஸ் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க காய்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கைஸ் மறக்காமல் போகும் நம்ம விக்னேஷ் கிரியேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லை கொஞ்சம் பண்ணீங்கன்னா நான் போகிற விட உங்களுக்கு உடன்கூட நோட்டிபிகேஷன் வருங்க ஓகே காய் ஸ்டாட்டா பை பாய் சி